கருணாநிதி அவர்கள் ஆண்டபோதும் சரி அம்மையார் ஜெயலலிதா ஆண்டபோதும் சரி அவங்க ஆர்எஸ்எஸ் பேரணிக்குலாம் அனுமதி கட்டு அம்மையார் ஜெயலலிதாவெலாம் மறுத்தது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சு ஆண்டபோது கூட இந்த மாதிரி பேரணிகள் நடக்கலை இவ்வளவு சாகா வகுப்பு இதெல்லாம் நடக்கும் இந்த அரசு அவங்க பேனை வச்சுக்கிட்டுன்னு அனுமதி கொடுக்குறாங்க இவங்க பேரணி நடத்திக்கிறேன்னு அனுமதி கொடுக்குறாங்க தட்காலி தட